எல்லாருக்கும் வணக்கம் வேர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்த டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது டபுள் கான்ட்ரா சாஃபுல் சாரீஸுங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் இந்த சாரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாட் காமில் எங்கள் போனீங்கன்னா மட்டுமே இந்த சாரீஸை உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரீ ரெட் கலருங்க டாப் அண்ட் பாட்டமில் நேவி ப்ளூ கலர் வந்துடும் பழுவன் ப்ளவுஸுமே நேவி ப்ளூங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு டெஸ்டு சரில இருக்கும் அதில் மீனாவும் ஒர்க்குங்க நம்ம த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோங்க புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பாடி ஃபுல்லாகவும் வந்துடுங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் இந்த சாரியுடைய பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குதுங்க நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தாராளமாக அந்த சேரீ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சேம் பேட்டன்ல நெக்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சாரீ க்ரீன் கலர் பலோன் ப்ளவுஸ் குங்குமம் ரெட் கலருங்க ரெட் கலர் தான் இது வந்து எப்படி சொல்கிறதுனா குங்குமம் கலர்னு கூட சொல்லலாம் பல்லுவன் பிளவுஸ் ரெட் கலர் பாடி ஆஃப் சேரீ க்ரீன் கலர் இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் ஜரியில் புட்டாக இருக்குங்க அதில் த்ரெட் ஒர்க்கு வந்து நம்ம மீனா ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சாரியுடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்குங்க பிளவுஸோடைய லென்த்து 70 சென்டிமீட்டர் அதாவது பாயிண்ட் சென்டிமீ பாயிண்ட் செவன் மீட்டர் கண்டிப்பாக இருக்கும் வித் ஆஃப் த சேரீ 45.5 ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அபவ் இருக்குங்க இந்த சேரீல பல்லுவன் ப்ளவுஸு டார்க் இங்கு ப்ளூ பாடி ஆஃப் சேரீ blue கலர் ஸ்கை ப்ளூ சேம் இதுலேயுமே கோல்டு சரியில் தாங்க இங்கே சரின்னு சொல்கிறது டெஸ்டட் ஜரி ஹாஃப் ஃபைன் ஜரிங்க பல்லுவிலேமே த்ரெட் ஒர்க்கும் வருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் available, அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஏஸ் யூஸ்வல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த extra charges நீங்கள் முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க தென் அதை எக்ஸ்ட்ரா சார்ஜஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஸாரீ பார்சல் வரும்போது ஸாரீயோடைய ப்ரைஸ் நாங்கள் அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஸாரீ பார்சல் வாங்கும் போது கேஷ் கொடுத்து வாங்கிக்கிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல பாடி ஆஃப் சேரீ ராணி பிங்க் பல்லுவன் பிளவுஸ் டார்க் இங்க் ப்ளூ இதுவுமே சேம் கோல்டு சரீல தாங்க புட்டாஸ் ஃபுல்லாக இருக்குது த்ரெட்டு ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மீனா ஒர்க்குக்காக சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் நம்ம பாடி ஆஃப் சாரி பிரைட் பிங்க் கலர் பல்லுவன் பிளவுஸ் நேவி ப்ளூ வாஷிங் பொறுத்த வரைக்கும் ட்ரை வாஷ் தாங்க ரொம்ப பெட்டர் அண்ட் நல்ல லைஃப்பும் கொடுக்கும் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த ஸாரீ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் டிஸ்பேட்ச் ஆகும் அண்ட் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் ஷிப்பிங் ஆயிடுச்சு அதாவது இங்கே டிஸ்பேச் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் சைட்லேருந்து மெசேஜ் வந்துடுங்க அந்த மெசேஜ்லேயே ட்ரா ட்ராக்கிங் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மெசேஜ்லேருந்து அந்த ட்ராக்கிங் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கிறது பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் பேரட் க்ரீன் கலர் இதுலேயுமே கோல்டு டெஸ்டட் ஜரியில் புட்டாவும் அதில் மீனா ஒர்க்குக்கு த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காகவே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க Credit card யூஸ் பண்ணலாம் debit card, net banking, paytm, upi, even emi ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு பே லேட்டர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க ஸோ நீங்கள் வெப்சைட்டில் செக் அவுட் பண்ணும்போது நிறையா ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் படி ஆஃப் சாரீ மஸ்ட் எல்லோ பளுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ இந்த சாரீஸில் எல்லாமே ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ப்ளைனாக இருக்குங்க கான்ட்ராஸ்டாக இருக்கும் பிளவுடைய வித்து வந்து லென்த் வந்து பாயிண்ட் செவன் மீட்டர் இருக்கிறதே ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு தாராளமா ஸ்டிச் பண்ணிக்கலாங்க பாட்டம்ல பார்த்துட்டீங்கன்னா பாலிசி பத்தி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க அதை ரீட் பண்ணி பார்க்கலாம் ரிட்டன் பாலிசி இருக்குதுங்க சாரீ சப்போஸ் டேமேஜாக உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அன்பாக்சிங் வீடியோவோடு எங்களை அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் WhatsApp பண்ணலாம் இல்லை அப்படின்னா இமெயில் கூட பண்ணலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சேரீ பார்க்குறோம் பலுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரீ ஹாஃப் ஒயிட்டுங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரீ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சாரி ஒவ்வொரு சாரியுமே பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில் நெசர்வ் பண்ணால் ப்யூர் சில்க் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சில்க் சாரீ தாங்க ஸோ அதனால் அந்த சேரீ கூட கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் சில்க் மார்க் லேபிளோடு தான் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு ரீச் ஆகும் சேம் பேட்டனில் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட்டு சாரீ பலுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோங்க இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா டாப் அண்ட் பாட்டமும் உங்களுக்கு கலர் வந்து பாடி கலரை விட டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுதான் கான்ட்ராஸ்ட் அண்ட் எப்படி ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க்டாக் வருதோ அது மாதிரி ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ அது வந்து பிரைஸோடய உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வரும் இப்போ சில்க் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஆல்ரெடி நிறைய அதிகமாகிடுச்சு அண்ட் ஈவன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸேரீ ப்ரைஸும் லிட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுங்க ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சேரீ நம்ம பார்க்குறோம் பலூர் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் ஸாரீ டார்க் நேவி ப்ளூ இதுவுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க மேக் பண்ணியிருக்கோம் கலர் கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் தான் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு பிக்சர் பார்த்தாலுமே அங்கேயே வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகுங்க அந்த வீடியோவை ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க ஏன்னா வீடியோவில் தான் நேரில் அதாவது நம்ம நேரில் வீடியோ எடுக்கும் போதே நேரில் பார்த்து அந்த கலர் சொல்கிறதுனால எக்ஸாக்டாக இருக்குங்க பிக்சரை பார்க்குறத விட இது எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ கம்பல்சரி நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி மேங்கோ எல்லோ பலூன் ப்ளவுஸ் டார்க் இங்க் ப்ளூ ஸாரீடைய கோடோ ப்ரைஸோ நான் இதில் மென்ஷன் ஏனா ஏன்னா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே அதுலேயே இருக்கும் நீங்கள் தாராளமாக அங்க பார்த்து வாங்கிக்கலாம் நாட் ஓன்லி இந்த சாரீஸுங்க இப்போ கான்ட்ராஸ்ட் சாரீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுவே வந்து சாஃப்ட் சாரீஸ்ல நிறைய கேட்டகரிஸில் வந்து சாரீஸ் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வர்ணா சாரீஸ் டாட் போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறது பாடி ஆஃப் சாரீ ஹாஃப் ஒயிட் பழுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரி தாங்க நம்ம யூஸ் பண்ணி அண்ட் இது எல்லாமே ஹேண்ட்லூமேடு கைத்தறியில் நெசவு பண்ண சாரீஸ்ங்கிறதுனால தறியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் வந்து லிட்டில் ஸ்டிஃபாக இருக்குங்க பட் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது நார்மலாகும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இது கைத்தறியில் நெசவு பண்ணதுங்கிறதுனால சின்ன சின்ன கைத்தறி மார்க்கு கண்டிப்பாக இருக்குங்க அந்த மார்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக டேமேஜ் இல்லைங்க அது யூஷுவலாக கைத்தறி சாரீஸில் இருக்கக்கூடியது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அனதர் பேட்டன்ல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட்டு சாரீ தான் பளு அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரீ ராணி பிங்க் கலருங்க இதில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரீலியும் ஒரு ஒரு கோல்டு ஜரீலியும் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த ப்ளூவும் பிங்கும் ஜாயின் ஆகும்போது பாடியில் டாப் அண்ட் பாட்டமில் வயலட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறது ரொம்ப அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சாரீ பர்பிள் கலர் பலன் ப்ளவுஸ் டார்க் கிரே கலர் சிமெண்ட் கலர்னு கூட சொல்லலாம் இதுலேயுமே பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்டு சில்வர் ஜரியில் ஆல்டர்னேட்டிவாக இருக்குதுங்க அண்டு நம்மளுடைய கஸ்டமர் சப்போர்ட் கேர் அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் மார்னிங் நைன் ஏஎம்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இருக்குங்க அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் டவுட்ஸ் கேட்குறதுக்காக மட்டும்தான் அந்த கஸ்டமர் சப்போர்ட் நம்பருங்க சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பரில் அட்டன் பண்ண முடியல இல்லை ஆல்ரெடி வேறு ஒரு லைனில் காலில் பேசிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க SAME சேம் பேட்டனில் நெக்ஸ்ட்டு சாரீ பழுவன் ப்ளவுஸ் டார்க் கிரே கலர் பாடி ஆஃப் சேரீ இது வந்து எப்படி இருக்குன்னா கிரீன் அண்டு கோல்டு அந்த காம்பினேஷனில் இருக்குங்க மோஸ்ட் வாண்டட் கலர் கூட இதை சொல்லலாம் இதுலேயுமே கோல்டு அண்டு சில்வர் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் வருங்க ஸோ மறந்துடாதீங்க இந்த சாரீஸ் நீங்கள் பர்சே பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாங்கிற எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா வரி பண்ணிக்க வேண்டாங்க நம் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் ஒரு வீடியோ யூடியூப் வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அது என்ன வீடியோன்னா எப்படி எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகிறது எப்படி அந்த சாரீஸ் செலக்ட் பண்ணுறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற கிளியர் வீடியோ வந்து ப்ரொசீஜர் வந்து அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீடைய கலர் சொல்லிடுறேன் இந்த ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர் நெக்ஸ்ட் சாரீங்க பாடி ஆஃப் சாரீ பர்பிள் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குங்க பேஸ்டல் ப்ளூவாக இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்ட் சில்வர் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஸோ நம்ம வர்ண சாரீஸ் டாட் காம்ங்கிற நிறைய கேட்டகரிஸில் நிறைய சாஃப்டல் சாரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க ஸோ நீங்கள் போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஒவ்வொரு சாரியும் கட்டாயம் சில்க் மார்க் டேக்கோடு தாங்க வருது இந்த சில்க்மார்க் டேக்கோடு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க Thank you, thank you for watching.